ீர்ஸ் அறிந்திடும் கால் மக்களுக்கு அவருக்கு அருள்கடலே அமதமதை காத்த தேவன் அன்பு ரூபாய் உலகை காக்கு மீசன் அடிபணிந்து தேவியான் பணிந்து சொல்வேர் உரியதோர் மகனிவிற்கே தயில் தொடங்கும் உயர்வான பெண் துணைகளில் ஏகம் ஒரு சகோதரி ஒன்லி ஒன் சிஸ்டர் திருவண்ணாமலைவாடும் அருளை ஈசன் திருவடிகள் தினம்பணிந்து தேவி சொல்விய அருளிகின்றேன் மகனிவரின் சாட்சி தன்னை அவை கேட்டு மகிழும்படி உரைப்பேன் என்று உரைத்திருந்தால் மகன் ஜனணம் ஐப்பசியா இவர் ஜனனம் மந்த் ஐப்பசி இனி அக்டோபர் நவம்பர் நவம்பர் அரியதோர் இன்ன பண்ணி தரிந்தோரென்றும் அறிவிக்க பிறந்ததொரு ஆதிவாரம் ஆதிவாரம்னா இவர் ஜனனம் சண்டே ஆ சரி சரி சார் வேறு என்ன பண்ணுறோம் நீங்கள் பிறந்த அதே டைமில் பிறந்தா இந்த தேவையெல்லாம் வராது வர பெரிய பொடியெல்லாம் உழைப்பா பேசிற பவுண்ட்ல வந்து ஒரு மணி ஒரு நிமிஷம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50% ஒரு 20% வந்து. இந்த நோட் கேப்சர் வந்து இந்த நோட்ல தான் வந்து. ஒரு போட்டோ எடுத்து நம்ம இல்ல நம்மல கூட மைக்ரோசாப்ட் சூட்ல தான் இல்லாட்டி நீங்கள் சும்மா தான் சொல்ற எனக்கு